உங்களை நிரப்பொண்டுகிறது அல்லா ஓ அற்புதங்களை பெற்றுக் வரைக்கும் நான் புதிப்பேன் என்னுடைய வாக்கு நான் சுதந்தரிக்கும் வரைக்கும் நான் துதிப்பேன் ீற்று என் நம்பிக்கொண்ட அவரை ஆராதி அவரை அ அவரை நோக்கி சார்ந்து அமர்ந்து கொண்டே இருங்கள் தேவன் உங்களோடு இருப்பா மாதம் முழுவதும் தேவன் ஆச்சரியமா உங்களை நடத்துவார் புள்ளுள்ள இடங்களில் வேட்பார் அமர்ந்த தண்ணீர்கள் அண்டையில் கொண்டு போய் சேர்ப்பார் அல்லார் சத்துருகளுக்கு முன்பாக அவன் ஒரு ஆமீன் அவருடைய அபிஷேகத்தினாலே என்னையினாலே உங்களை அபிஷேகம் தீமை உங்களை அணுகுவதில்லை ஆமே இனி தீங்கை காணாது இருப்பாய் இதுவரைக்கும் உங்களை கொண்டு வந்திருந்த எல்லா தீமைகளின் கத்தர் முறியடிக்கிறார் ஒரு மகிமா மகிமா மகிமா ஓதா ராதா சேகா ராதா அண்டு இந்த மே மாசத்தை உங்க கையில நாங்கள் அர்ப்பணிக்கிறோம் ஏப்ரல் வரைக்கும் எவ்வளவோ கொள்ளை நோய்கள் நாங்கள் பார்த்துட்டுப்பா எவ்வளவோ தேசத்தை பாழாக்குகிற காரியங்களை நாங்கள் பார்த்து விட்டோம் இந்த மே மாசம் எங்களுக்கு ஒரு விடியல் உண்டாகுமா என்று நாங்கள் காத்து கொண்டிருக்கிறோம் இந்த மே மாசத்துல நீதியின் சூரியன் உதிக்கட்டும் என்று சொல்லி நாங்கள் காத்துக் கொண்டிருக்கிறோம் இந்த மே மாசத்துல அன்றுவரே வெளிச்சம் உண்டாகும் என்று நாங்கள் காத்துக் கொண்டிருக்கிறோம் தீமைகள் மாறும் என்று காத்துக் கொண்டிருக்கிறோம்